சென்று மாணவியை காண்பே நம்மா இதில் ஏடேற்றம் காண வழி நீ சொல்லம்மா எங்க நான் சென்று மாணவியை இதில் ஏடேற்றம் காண வழி நீ சொல்லம்மா வந்த நபி அல்லமா I can't be I I I I I I I I I I சென்று மா நபியை காண்டே நம்மா ஆரம்ப no, எங்கே நான் சென்று மாணவி காண்பேன் அம்மா இதில் ஈடேற்றம் காண வழி நீ சொல்லம்மா எங்க நான் சென்று மாணவி காண்பேன் அம்மா டு அலைந்தேனம்மா நீங்காத துயர் கொண்டு அழுதேனம்மா இந்த ஆழை முன் காட்சி தர மனம் இல்லையா எயாவின் துன்பத்தில் பங்கில் தங்க நிகரம் தாங்கி வந்த நபி அல்லவா இங்கார பூபும் அதுங்கெடி அல்லவா எங்க நான் சந்தமா நபி காண்பே நம்மா I love you. அல்லூ ஆ ஏழை <tries> மாட்டம் Allah <laughs> hu hu ha hu துவை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 அவருக்கும்னே நாம் மணக்க நாம் பூகழ் பூமானே நாடின் நல்ல நூலை தந்தருள் வீர்க்கோனே தீந்தளை உயர்வழித்த திருவாருள் ஞானி தீ தலைக்க உயர்வழித்த திருவாருள் ஞானி தீன் தீனே அப்துல் மாதஞ்சிலானி zirka vayyamadil udithanuraani manzirka vayyamadil வழியே கடல் ஞான உயரும் ஞானத்தின் வழியே ஞானம் எல்லாம் புகழுகின்ற ஞானத்தின் வழியே மௌன வழி வான உயரும் மௌனத்தின் நிதியே மௌன வழி வான உயரும் மௌனத்தின் நிதியே மோசி தூக்கி அருள் மாட்சி மின் நிதியே நல்லருளை <laughs> தந்தவுள் ஆழத்தை அமைத்தும் வைத்தான் அதிலே அனைத்தையும் படைத்து வைத்தான் ஆழத்தை இறைக்கி வைத்தான் இறைவன் வைத்தான் ஆழத்தை அமைத்தும் வைத்தான் மனிதனை படைத்தான் இரணத்தை கொடுத்தான் மரணத்தை கொடுப்பதும் பணியில் அலைந்தால் நிறைமைப்படுவதில் நிஜமே மண்டு மணிகளும் கூட வருவதில்லை மண்டு மறைகளும் பெண்டு பிள்ளையும் கூட வருவதில்லை ஆனால் உலகில் பரணமடைந்தால் மன்னரைதான் நம் வீடு காலத்தை அமைத்து வைத்தார் அதிலே அந்தத்தையும் படைத்து வைத்தார் தியை கொடுத்ததும் அவனே தெய்வதி சொல்லை ஆரத்தை அமைத்து